ஊருக்குள் செல்லும் பொழுது காவும் தருவணர் பூஞ்சோலையாம் கதலின் ஆறுத்தை மகிழ்ந்தே கூட கமுகு மரங்களும் கொய்யா மரங்களும் இன்னும் பலவிதமான வாழை மரங்களும் சளி போட்டிருக்கின்ற அந்த நந்தாவன சோலைக்குள் ஒரு புதிய மடம் புதிய ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் போய் இலைப்பாடி போவோம் என்று விருதையை இறக்கி வைத்து புஸ்தரை விதித்து அதை இறங்கி இருக்கின்றார்கள் தங்கி தங்கி இருக்கும் பொழுது அதே ஊரை சார்ந்த அரசனுடைய மகள் அவளுடைய தோழி பெண்கள் எல் ஒன்று கூடி நந்தாவன சோலைக்கு சென்று தப்ப நீராடி வர வேண்டும் என்று அந்த அரசு குமாரியும் அவளுடைய தோழி பெண்களும் வருகின்றார் அதுபோல வந்து நீராடி விட்டு தலையை தானே உணர்த்தி புதிய மடத்தை பார்க்க கூடிய நேரத்தில் அடிய என்னுடைய அக்கா மார்களே தங்கை மார்களே என்னுடைய தோழி பெண்களே அதோட புதிய மடத்தை ஏறிட்டு பாருங்களேன் தோழி பெண்கள் அங்க பாருங்களே வீரணி ஒன்று கதா நம்ம தீவா மதிக்கவுமே முடியாதும் தோழி பெண்களே மனத்தை பாருங்கள் புதிதாக ஒரு சன்னியாசி வந்திருக்கு அவருடைய களத்திலேயே கிடக்கின்ற முத்து மாலை இவ்வளவுதானும் மதிக்க முடியாது அவருடைய விரதிலேயே கிடக்கின்ற அந்த கனையாடி மோதிரத்திலிருந்து தீவில் உள்ளவங்கெல்லாம் கூடி சேர்ந்து வில மதிச்சாலும் வலை முடியாது அப்பே பெரிய மகாநத்திர வாங்க அவங்களுடைய போய் அவங்க பாதத்தை பணிபொமையான நிச்சயமா ஆண்டும் நமக்கு நல்ல ஒரு பெரும் வாழ்வை தருவான்னு சொல்லி அந்த அரசை சொல்ல அரசகுமாரி அதன்படி தோழி பெண்களுமாக சேர்ந்தாத்தின் அப்துல் கலா ஜெயலானி ஆண்டு கூடி ஒன்பதாக வந்து அவங்களுடைய வேண்டுகின்றார் மகானி எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து வந்திக்கு என்ன காரணம் அரசகுமாரி கேட்டார் அதற்கு கௌதனா சொன்னார்கள் தன்னுடைய சொந்த ஊர் பகுதாதி தன்னுடைய வந்த வருகையை பற்றி சொன்னதும் இதையெல்லாம் கேட்டத கேட்ட உடனே கௌதனா மொஹையத்தின் மீண்டும் சொன்னார்கள் நீ யாரு ஆகையினால் இந்த நாட்டுடைய ஒரு புதுமை என்ன வளம் என்ன இந்த நாட்டினுடைய ஒரு காரணம் என்ன என்று எல்லா படத்தையும் இந்த பெண்மணி இடத்துல கேட்டாங்க அப்ப அந்த அரசுக்கு மாதிரி மகானே இந்த நாடு அறுபத்தி நாலு அடங்கி ஒரு பெரிய பட்டினம் மொஹல்ல தீவு இதுக்கெல்லாம் அதிபதியாக உள்ளவன் என்னுடைய தகப்பன் என்னுடைய ஆனா இந்த அறுபத்தி நாலு தீவுக்கு ஒரு பெரிய மல தேவன்னு இருக்கு அந்த மலத்தேவுக்காக வேண்டிய வருஷத்துக்கு ஒரு பெண்ணை நரபலி கொடுத்து வர்றாங்க அது இந்த வருஷத்துல அந்த தேவுக்காக என்ன பலிக் கொடுக்க போறாங்க அதுக்காக வேண்டித்தான் குளித்து முடித்து குளித்து முடிக்க போக வேண்டும் என்று வந்திருக்கிறேன் மகானே என்று நாட்டு நடப்பை எல்லாம் சொன்ன வேண்டியதை கேட்டதும் அப்படியாம பரவாயில்லை உங்க வீட்டுக்கு போங்க என்று அவங்களை தான் அனுப்பி வைத்து வீட்டு ஐஏ ஜி அப்துல் குலாம் ஜீலா அணியாண்டவர்கள் மீண்டும் தான் எடுத்து விட்டு எடுத்து விட்டு அவங்களுடைய விருது எடுத்து அணிந்து கொண்டு ஒரு சாரியாக விட்டு அப்புறமாக அங்கே கூட்ட ஒரு காட்சித்தானே காணுக்கு தையான செல்லும் சோலையா கொய்யா மரமோ செல்வையான் கொய்யா மரமா எண்ணம் எட்டி ஒரு கனியை காவலாளி விரைந்துவிட்டான் மீண்டும் அடிப்பதற்கு கையை அவனுடைய கை விளங்கவில்லை அப்படி விளங்காதபடி நின்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த தோட்டத்தினுடைய காவலாளி அப்படி காவலாளி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கவுதுனா மையத்தினத்தில் தான் கோபம் ஏற்பட்டுவிட்டது யாரு தான் இந்த எகூதி இவனுமா வந்து என்னை அடிக்க வேண்டும் எந்த கௌதுனா தங்களுடைய கண்களில் கண்ணியை சிந்தக்கூடிய முறையில இறைவரிடத்திலே வேண்டினார்கள் அப்படி வேண்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜெல்ல ஸ்தானம் என்று பாருங்கள் என்று அல்லா உத்தரவு கண்ட காட்சி அவங்க கண்ட ஒரு காட்சியாக கூடிய அங்கு காண்கின்றார்களே ஆனால் தனிவில் ஒரு ஒரு கனி கொகுதி அடிப்பார் அதாவது எழுதி அணுகின்றது யாராலையும் மீண்டும் கை வழங்காமல் நிற்கின்றானே எகுதி காவல் காவக்கார அவருடைய பக்கத்திலே சென்று மீண்டும் அவங்க கை கொண்ட அவங்களுடைய கையைத்தானே தடவி விளங்கும்படியா நேர்த்தியாக்கிட்டான் கை நல்லாக்கி விட்டது விட்டுட்டு போகணுமோ உடனே அந்த காவல்காரன் மீண்டும் பௌதனாவுடைய மடியை பிடித்து எடுக்குறான் கரு அதாவது கனி கொய்தமைக்கு உங்க சும்மா விட மாட்டேன் வாரும் அரசு வந்து பரிசு போறோம் என்று அவங்களுடைய மடியை பிடித்து எடுத்தான் உடனே பௌதனா சொன்னாங்க எப்போ ஊர் நடப்பு எனக்கு தெரியாது அறியாம தெரியாம ஒரு கனியை கொய்துட்டேன் ஆகையினால அரசுக்கு நீ அரசும்பமா அரச பாடு என்று சொல்லி அவங்க ஜோல்னாங்க அப்படி காட்டும் போது அந்த ஊதி காவல் அந்த காவலாளியாக கூடியவன் கண்டால் அதிசயங்கள் பைக்குள்ள செய்துவிட்ட வானம் பூமி மலை நதிச்சோப்புடைய கண்ணு அவங்க தெய்வமும் எங்க உள்ள ஒரு பெரிய மகானோ அறியாம தெரியாம அவங்களை அடிச்சு போட்டமே அவங்களுடைய மன வேதனைப்பட்டான் அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகி விடுமோனு சொல்லி அந்த எகுதி காவரா பயந்து இரண்டும் ஓடி வருதுன்னா வீட்டுக்கு அவனுடைய வீட்டு ஓடி வர்றான் பொண்டாட்டி அழைச்சான் என்னுடைய அருமை கேட்டியா செய்திய இந்த விதமா ஒரு சன்னியாசி வந்தாரு ஒரு கனியை பறிச்சாரு அறியாம போய் அவருக்கு கண்ணத்துல அடிச்சிட்டேன் மரணிக்க போனா கை விளங்கலை கொஞ்ச நேரம் சேர்ந்து என் கையை தடையை விட்டார் நல்லா ஆகி பிடிச்சி பிடிச்சிட்டு வர வேணாமோ அரசு வாங்கினா மடியை பிடிச்சி எடுத்தேன் அவர் சொன்னார் அரசட்டத்தை கூப்பிடாதப்பா நான் ஒரு கனிக்கு பகலம்மா நான் ஏழு கனி தாரம்புனேன் தாரம்பு சொன்னார் அப்போ நான் நினைச்சேன் நம்ம தோப்பிலேருந்து ஏழு கனியும் படிச்சிருக்கோம்னு சொல்லி மீண்டும் அவரை பிடிச்சி எடுத்தேன் அவரு உடனே என் காற்றை பிடிச்சி எடுத்து ஜோல் காட்டினார் அதுக்குள்ளே பார்த்தம் பாரு புதுமை நான் என்ன சொல்வது என்று எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே அவனுடைய மனைவி பார்த்தாட பாவி எங்க உள்ள ஒரு பெரிய மகானோ நாதாவோ அவங்கள இப்படி செஞ்சுட்டு வந்துருச்சு அவங்க மன வேதனைப்பட்ட நம்ம குடும்ப கோத்திரங்கள் தான் நம்ம பெரிய அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாய போடணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஓடி அழகான ஒரு அரவணத்தை கிட்டு வந்து உடனே பிரய முன்னால வந்து அம்மா அந்த மகான் அடிச்சியே அந்த கையை நீட்டு பாக்கட்டும் எந்த கை நான் அடிச்சா எந்த கை நாலதான் சொல்லி கையை நீட்டின உடனே அந்த அந்த மனைவி காவல்காருடைய மனைவி ஓகே ஒரு போடும் அடிச்சுண்டு எடுத்து வைத்து வேண்டுமான கைவருக்கங்களையும் பறித்து வைத்துக்குள் தான் சென்று கொண்டிருக்கும் பொழுது விரைந்து வந்த அந்த மனைவிதான் அருந்த கரத்தை அந்த கணிவருக்கங்கள் தட்டையை சமர்ப்பித்து மகிமை அறியாத உங்க அடித்த கருத்தை இனிமேல் வச்சிருக்க கூடாது மரத்தம்டைந்து விட்டார்கள் என்ன இருக்கு என்ன காரியம் செய்து விட்டார் நடந்துவிட்டார் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டா என்று அவங்களுடைய மன ரொம்ப வேதனைப்பட்டு உடனே அந்த அருந்த கரத்தை தானே வெட்டுண்ட கரத்தை தானே எடுத்து அவந்த அருந்தகரத்தோடு வைத்து அப்துல் காலர் ஜி ஆண்டவர்கள் அதை விட்டு அப்புறமாக அரசனுடைய மகளை நல்ல விதமான முறையில அலங்காரம் செய்து விருந்துகள்லாம் நடத்தி தேவுக்கு பணி கொடுக்க வேண்டி எல்லாம் ஏற்பாடும் செய்து அதே நேரத்தில் சட்டில் தூக்கி வைக்க பல்லாக்களை அது போல அரசனுடைய மகளை தான பல்லாக்களை தூக்கி வைத்து அந்த தேவுக்கு பணி கொடுக்க அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த இப்பொழுதே இரவு நேரம் தீவெட்டிகளை வைத்துக் கொண்டு பல்லாக்கை பவனியாக சுமந்து கொண்டு கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கான் அப்படி வரக்கூடிய கூட்டத்தில் ஹௌதிநா மகிந்தி அவங்க ஒன்று சேர்ந்துகிட்டான் உடனே ஐநூறு சன்னியாசி தேவுக்கு சிசியர் ஹௌதநா மஹீந்தி ஒன்னா வந்து பார்த்தது ஒன்னா வந்து சேர்ந்ததும் மற்ற சன்னியாசி நான் பார்த்தேன் இந்த சன்னியாசி புதுசா தெரியுத வெளியூர் சன்னியாசி மாதிரி எங்களுடைய குல தெய்வமே எங்களுடைய தேவையா உனக்கு வைக்க வேண்டிய பணியை குழந்தை வச்சுட்டோம் உருப்புல வந்து சாடிடாத ஒருத்தரையும் கொன்றாத அய்ய சன்னியாசி அடிச்சிடாத என்று சொல்லி எல்லா மந்திரங்களையும் ஜபித்து விட்டு திரும்பி பார்க்காம அவங்கவுங்களுடைய வீட்டுகளுக்குத்தானே ஓடி போய் கதவை எல்லாம் கப் சிப்பு அடைச்சி எல்லாரும் அதாவது பாதுகாப்பாக இருந்துட்டா பயம் அதே நேரத்தில் அந்த பூசாரி அந்த கோயில் கதவடைக்க கூடியவன் அவனும் கதவடைக்க போறான் அப்ப ஓகு நாம அந்த கோயிலுக்குள் போவதற்காக வேண்டி ஆயத்தப்படுகிறார் அப்ப அந்த பூசாரி சொன்னான் ஓ சன்னியாசிய நீ வேற என்ன எண்ணத்தோடய உள்ள போன தேவ ஒன்னையும் கொண்டு போடும் சொன்ன உடனே அவனுடைய கண்ணுக்கு தெரியாதபடி கோயிலுக்குள் சென்றார்கள் அவனும் கதவை அடைத்து விட்டுனா சென்றதும் என்று சொல்லுகின்றார் மகானே என் தாயும்தான் இந்த தேவக்காக என்னை பெற்று வளர்த்தாங்க உங்க தாயமா இந்த உங்களை பெற்று வளர்த்தாங்க உங்களையா சென்ற தள்ளி கதவை என்று சொல்லும் போது மகிதீன் சொன்னாங்க அம்மா ஒண்ணும் கவலைப்படாது தேவு வாறதையும் அது பண்ற பாட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கு இருக்கும்போது அல்லா அப்படியே துருவு கொண்டு ஆசியா மரியன் ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்கு வந்து இறங்கிட்டாங்க அப்படி இறங்கி ஒண்ணே மஹிட்டாங்க இங்க யார் ஆசியா மரியும் எதற்காக வந்திருக்க மொஹீதீனே தேவு வரும்போது அதை விடக்கூடிய மூச்சில் அங்கு எரியக்கூடிய வழக்கெல்லாம் அணைச்சு போவோம் இந்த விளக்குகள் அணையாம இருப்பதற்கு அதை தூண்டி கொள்வதற்காக அல்லா எங்களை அணைச்சி சொன்னாங்க அப்படியே பரவாயில்லைங்க என்று சொல்லி தான் எதிரும்போது அந்த தேவ பலியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது நேரம் வந்ததும் நமக்கு தூது சொல்லக்கூடிய சன்னியாசி பேரை காணம நமக்கு வந்து பல் சொல்லி என்று சொல்லி உடல் நேரம் பார அந்த தேவாக கூடியது தன்னுடைய பலியை ஏற்றுக்கொள்வதற்காக எப்படி வருகின்றதை ஆனார் வருகித தேவி வருக தேவி முன்பாக வந்து அந்த தேவாகி ஒரு தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள் உடனே நம்முடைய ஆண்டவர்கள் அந்த தங்க தாம்பாளத்தை அந்த கூடியது அடிபுறுக்க முடியது தேவிட் சந்ததுனினாலும் இனி நான் எந்த ஒரு தவறு செய்ய மாட்டேன் விட்டு அழுது அஞ்சு பார்த்து சொன்னாங்க பெரிய எப்படிக்குள்ள புகுத முடியும் என்று விருதுக்கு உத்தரவு திரும்ப அது போல தான் துரும்பாக்கிய முத்திரை வைத்து விட்டார்கள் தெளிவுபெற்று எழுந்து எழுந்திருக்கின்றார் வழக்குகளை அணையாதபடி தூண்டி கொண்டு ஆசியா மறியை விடை பெற்றுக் கொண்டு அவர்களிடம் சென்று விட்டார்கள் காலை கதிரவன் உதயமாகிவிட்டது அரசின் நடந்த சம்பவத்தை கேட்டு ஆச்சரியம் அவருடைய மனதுக்குள் உள்ளுற ி விட்டிவம் அரசி மற்றும் சந்ந்ய பேருக்கணும் வந்துருக்கும்ிய வந்து அரச குமாரி அடிச்சு சாப்பிட்டு போயிருக்கும் அந்த தவளை தெரிந்து கொண்டு போய் நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடோடு வர்றாங்க அப்படி வந்த உடனே இந்த அரசகுமாரி கோயிலுக்கு கண்டதும் வந்த ஜனங்கள் ஆஹா இன்னும் வந்தவர்களுக்கு அரசகுமாரி உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரியுது என்று சொல்லி எடுத்தாங்க ஓட்டம் உடனே போகுது நான் சொன்னார்கள் அம்மா எல்லாரையும் கூப்பிடுங்க அது போல கைதட்டி சத்துமிட்டு வெள்ளை வீசி அழைத்ததும் அத்தனை பேர்களும் ஒன்றாக கூடி வந்ததும் மக்கள் உயிரோடு இருப்பதும் போதுனா மையத்தில் கோயிலுக்குள் இருப்பதையும் கண்ட அரசு மற்றும் மந்திரி மற்றும் அத்தனை பேர்களும் தான் ஆச்சரியமடைந்து என்ன நடந்தது என்று கேட்டார் எல்லா விவரத்தையும் மக்கள் ஆதிவிரதமா சொன்ன உடனே சந்தேகம் என்று சொல்லி உடனே கௌதனா மகிதி சொன்னாங்க அப்படியா சந்தேகப்பட்டா தூக்கிப்பாங்கன்னா என்ன அதை எத்தனையோ பேருக்கு சேர்ந்து அந்த பூசாவை தூக்கினாலும் அதை தூக்க முடியாது உடனே அந்த அரசன் சொல்லுகின்ற மகானி எங்களுடைய நாடு நகன காப்பாற்றி என்னுடைய குல கொடுத்தாகி என்னுடைய மகளுடைய உயிரின்தானே மீட்டி தந்த மகாநேனிமே நீங்க இங்கு இருக்க வாருங்கள் அரசாங்கத்துக்கு என்று போது நான் ஐயத்தினை அழைத்துக் கொண்டு சென்றார் அரசின் ஆண்டவர்கள் அவர்களை கொண்டு போய் அரியாசனத்தில் அமரச் செய்து அரசு சொல்லுகின்ற மகானே இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்து தந்த உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போகின்றோம் அது என்னால இனிமே இந்த அறுபத்தி நாலு ராஜா நீங்க தான் அரசாக்கணி செய்யணும் சொன்னாங்க நான் அரசாக்கினை செய்யவோ அரச அளவு நான் இங்க வரல நான் வந்ததெல்லாம் இந்த நாட்டு மக்களை நேரடி காட்ட எங்களுடைய பாட்ட நான் ஆகிய நபி முகமதின் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த நாட்டை இஸ்லாமாக்குவதற்காக வந்திருக்கு சொல்லும் போது அரசு சொன்னா மகானே திடீர்னு கனிம சொல்ல சொல்றீங்க எங்க ஊர்ல எல்லா வீட்டுகளிலையும் சின்ன சின்ன முத்ஹான்கள் சின்ன சின்ன விக்கிரகங்களை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி மறந்துட்டு அப்படியா இவ்வளவு காலமா வச்சு வணங்குறீங்களா அவங்க தெய்வம் உங்க என்ன மாதிரி பேசிருக்கா இல்ல என்ன மாதிரி உங்களுக்கு தந்திருக்கா என்று சொல்லும் போது அது பேசவும் இல்லை மூச்சு விடவும் இல்லை அப்படித்தானே இன்னைக்கு உங்க உங்களுடைய உங்களுடைய தெய்வங்கள் சண்டை போடுறத நீங்க பாத்திரீங்களா பாக்கறேன் இன்னைக்கு சண்டை போடுறத பாருங்கன்னு சொன்னா அது போல ஹௌீதியனுடைய உத்தரவு அவங்க உங்க வீட்டு இருக்க வேண்டிய புத்தாங்க சைஸ்ரீ தான் நிறுத்தியாச்சு சைசீலா நிறுத்தியாச்சிருக்கு பெரிய புத்து வந்து சின்ன புத்தி வரைக்கும் இந்த புத்தாம் சண்டை போடுறத பார்க்கணும் ஊருல கூட்டம் நொணிக்கி விட்டீங்களா அவங்க இல்லாம போயிருச்சு இந்த நிலையில மகிமையை கண்ட அரசும் மந்திரி மற்றும் அத்தனை பேர்களும் பயந்து விட்டார்கள் சொல்கை பங்கி சொல்றோம் இன்னொரு சிந்தனை என்ன நிபந்தனை நீங்க வச்சிருக்கீங்களே கிஸ்தி திருவோடு அந்த திரு திருவோட்டுக்குள்ள கடலை வரத்தி காட்டணும் அப்படியா என்று சொல்லி கிஸ்தி எடுத்து வச்சாங்க ஆசா கோழி ஆசாவை கையில் எடுத்து அந்த கிஸ்தி அடித்தார்கள் கடல் கிஸ்திக்குள்ள வந்து விட்ட அப்ப சொன்னா இப்ப மாதிரி கரிமா வச்சு சொல்றோம் அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை கிஸ்தியில கடலை வர வச்சுட்டீங்க கடலுடைய ஆழத்தை பார்க்கணும் அப்படியா பாரு சொன்னா ஆயிரக்கணக்கான கைத்துக்களை கொண்டு வந்து ஆழம் பார்த்தாங்க அப்பமா ஆழம் பார்க்க முடியவில்லை இப்ப மாதிரி கனிமா வச்சு சொல்றோம் அதுக்கு ஒரு சின்ன நிபந்தனை கடலா இருந்தா முத்து இருக்க வேண்டும் அதுக்குள்ள முத்து இருக்க முத்து எடுத்தால் கரிமாவை சொல்றோம் அப்படியா எடுத்துக்கோன்னா கடல் யார் இறங்குறது மற்றும் அப்துல்ிடித்து கண்ணிலே வைத்து முகமது ீவு மக்களுக்கு சிறந்த முறையிலே போதனை செய்து முடித்துவிட்டு அப்துல் காதர் ஜிதானியர்கள் தன்னுடைய சொந்த பதியாகி பகுதாவது நாட்டுக்கு பயணப்படுகின்றார்கள் அது அறிந்த தெரிந்த முஹல்ல தீவு மக்கள் எல்லாம் அவர்களை பிரியா விடை கொடுத்துனா அப்துல் காலர் ஜீலானி ஆண்டவர்களுடைய பாதத்தை பணிந்தவர்களாக மீண்டும் உங்களுடைய நாங்கள் எப்பொழுது காணப்போகிறோமே என்று மக்கள் பிரியா கொடுத்து அனுப்பி வைக்கின்றார்கள் ஆகவே அப்துல் காலர் ஜீலானி ஆண்டவர்கள் அந்த மக்களிடத்தில் விடைபெற்று கொண்டு இன்னும் மீண்டும் கடற்கரைக்கு வந்து கப்பல் பயணமாக கடலிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் நடு கடலிலே வரக்கூடிய நேரத்தில் கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது அலையும் நீங்குகின்றது <Sessi> மரத்திலே வைத்திருக்கூடிய வழியாக நடந்து வருகின்ற தருணம் நடந்து வந்து நேரத்தில் வேங்கை புலியாக கூடிய முன்பதாக எதிர்ப்பு பாதத்தை பணிந்து சொல்லுகின்ற வருடங்களாக தீராத வயிற்றுவலியோடு வேதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வயிற்றுவெளி நீக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது ஆகவே முஹியினுடைய வயிற்றுவழியை நீக்கி புலியினுடைய வயிற்றுவழி ஆக்கிவைத்து அதை அனுப்பிவிட்டு அதை விட்டு அவர்கள் இறங்கிடுவார் Wait. Okay. நகர மக்கள் எல்லாம் சிறப்பான முறையில் ஆண்டவர்களும் சென்று தாய் தந்திர மகிழ்ச்சி கொண்டு வைத்திருக்கின்ற அந்த மீண்டும் அவரை வெளியாக்கி உருவத்தை கொடுத்து நம்முடைய பெருமானார் நபி முகமதின் முஸ்லா ரசுல்லாம் அவர்களுடைய கரிமாவை சொல்லிக் கொடுத்து ஏற்றுக் கொண்டவர்களாக அவர்களை மீண்டும் பகுதாத் நகர பள்ளிக்கு நியமிக்கப்பட்டு பள்ளிவாசலில் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய மத போதனையும் தானே மக்களுக்கு சொல்லி வழி காட்டியவர்களாக நகரத்தில் சீரோடு சிறப்போடும் செல்வத்தோடு நகரத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகவே அப்துல் கார் ஜீலானி ஆண்டு கூடிய சரித்திர வரலாறு மற்றோடு நிறைவேற்றுக் கொண்டது நீண்ட நேரமாக கேட்டுக் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாபியர்களுக்கும் அல்லாஹால ஆண்டவன் நீண்ட ஆய்வுகளை தந்திருவதோடு ஆண்டல் கூடிய சரித்திர வரலாறை கேட்க வேண்டும் என்று இதை ரெக்கார்டு செய்து வெளியிடக்கூடிய எஸ் ஏ மஜித் பிரதர் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமோந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்வதோடு ஆண்டவன் கிரவு செய்வானாக